வணக்கம் பாலகிரத்தின் சின்ன குழந்தைகளே என்ன எப்படி இருப்பீங்க உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு குட்டி கதை உடுக்குள்ள போறேன் கதையோட தலைப்பு என்னன்னா என்ன தலைப்பு பத்தியுமா காது கொடுத்து கேட்கணும் என்ன காது கொடுத்து கேட்கணும் எப்பவும் காதால் இதுல புதுசா இருக்கேன் வாங்க கதைக்குள்ள போனாதான் உங்களுக்கு புரியும் வாங்க ஒரு காட்டுல நிறைய மிருகங்கள்லாம் இருக்கும் எல்லா மிருகங்களும் ஒற்றுமையா உன்னோட ஒண்ணு தம்பி மாதிரி எல்லா மிருகங்களும் இருக்கு அந்த காட்டுக்கு ராஜா தலைவர் யாரே ராஜா யார் என்ன எல்லாரையும் போல காட்டுக்கு ராஜா சிங்கம் தான் அந்த சிங்கம் என்ன பண்ணோம் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்கும் வயசான சிங்கம் அதனால் ரொம்ப புழு குழு புதுசாக இருக்கும் பார்க்கறதுக்கு முரடமாதிரி இருக்கும் ஆனால் அது மனது வந்து பஞ்சு மாதிரி அது என்ன பண்ணோம் எல்லா மிருகத்தையும் தன்னோடய பிள்ளைங்க மாதிரி பார்ப்போம் யாரும் கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சால் அது உடனே போய் எல்லா உதவியும் செய்வோம் அதே நேரத்தில் அதை பற்றி யாராவது கீழ்கரமாக பேசினாலோ கெட்ட வார்த்தை பேசினாலோ இல்லை அதை பற்றி அதோடய வலிமையை பற்றி தப்பு தப்பாக பேசினாலோ அதுக்கு கோபம் வராது ஏன்னா அது அவனோட குணம் அப்படித்தான் அதுக்கு அப்படித்தான் பெரிய பொழுது பேசி உண்மையே அதை பற்றி அவங்க அளவுக்கு தாழ்ந்து போகக்கூடாது அது சொல்லி விட்டுருமா அதனால யாரையும் அந்த சிங்கம் என்ன பண்ணாதே யாரையும் கஷ்டப்படுத்தாரு இப்படி இருக்கப்போ ஒரு நாள் அந்த காட்டுக்கு அந்த சிங்கத்துக்கு ஒரு குட்டி பாப்பாங்க பார்த்தீங்களா அப்படின்னா அந்த சிங்கத்தோட குட்டி பாப்பா ரொம்ப புத்திசாலி இந்த சிங்கம் என்ன பேசுனாலும் கூட வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு குட்டி நின்று இருக்கும் உங்கள மாதிரி தான் அப்படி இருக்கிறப்போ ஒரு நாளைக்கு அந்த காட்டுக்கு ஒரு வரி குதிரை இந்த வரி வரும் வரி வந்து அழுதுகிட்டே வரும் ரொம்ப தாங்க முடியாத மன கஷ்டத்தில் அழுதுக்கிட்டே வந்து அது என்ன பண்ணோம் சிங்கத்திட்ட வந்து ரொம்ப நேரம் வந்து தன்னோட கதையை கூட சொல்லும் எவ்வளோ கஷ்டப்பட்டும் தெரியுமா எனக்கு எப்படி ஆச்சு தெரியுமா அப்படியாச்சும் தெரியுமா அப்படின்னு ஒவ்வொன்றும் ஆளும் தண்ணீர் விட்டு தாங்க முடியாத மன இருக்கும் அதை சொல்லி சொல்லி அந்த சிங்கத்துக்கிட்ட ஆளும் சிங்க என்ன பண்ணும் ம் ம் ம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் பரவாயில்ல ஒன்றும் தவலைப்படாது எல்லாம் தெரியா போயிடும் நான் எல்லாேருக்கும் வர கஷ்டம் தானே கஷ்டம் ரொம்ப நாள் நிற்காது தெரியா போயிடும் அப்படின்னு சொல்லி ஆரோசிச்சுட்டுக்கிட்டே இருக்கும் இந்த வரி குதிரையாக என்ன பண்ணோம் நம்ம உள்ள அவ்வளோ பாரத்தையும் கொட்டிடும் கொட்டி அழுது தீர்த்திடும் இந்த சிங்கத்தை கொஞ்சம் நேரங்கள் விஷயம் ஆகும் அது மனசு லேசாயிடும் மனசில் இருக்கிற பாரம் வந்து நம்ம வந்து வெளியில் சொல்லிட்டோன்னா மனசு லேஸ் ஆகிரும் அதே மாதிரி அந்த வரி குதிரை தன்னோட மனசில் உள்ள கஷ்டத்தை பூரா சிங்கத்துக்கு சொல்லிட்டு அப்புறம் அது மாதிரிலாம் லேசானே சரி தலைவரே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அது கிளம்பிடு கிளம்புன உடனே அந்த குட்டி போது இருக்கியா குட்டி சிங்கம் அது என்ன பண்ணும் ஏன் இப்படி நீங்கள் என்ன எல்லாத்தையும் அவ காது கொடுத்து அந்த வரிக்குதிரை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தது அழுதுகிட்டே இருந்தது எனக்கே பாவமாக ஆனா நீங்க பெசாம எல்லாத்தையும் கேட்டுட்டு மூங்குட்டிகிட்டே இருந்தீங்க ஏன் இப்படி ஏன் எப்படி இருந்தீங்க அந்த வரி குதிரையை ஏன் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு கேட்டவுடனே நீங்கள் என்ன சொல்லிட்டா ரொம்ப புத்திசாலினி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நீ பார்த்துக்கிட்டே இருக்கிற ஊர்மையாக கவனிக்கிறேன்னு நல்லா தெரியுது அந்த வரி குதிரைக்கு தாங்க கஷ்டம் யாரு சொல்லி அழணுன்னு அடுத்து மனசு வந்திருக்கு சொல்கிறதுக்கு ஒருத்தர் கிடைக்கல அதனால் அது நேராக வந்து என்னை நம்பி எங்கிட்ட வந்து எல்லா கஷ்டத்தையும் சொல்லிடுச்சு நானும் அதை பொறுமையாக காது கொடுத்து கேட்டேன் நான் ஒன்றுமே செய்யலை அதுக்கே ஆறுதும் கூட சொல்லலை காது கொடுத்துனா கேட்டேன் அதோட மனசு பாரம்பூராக இறங்கிடுச்சு ஏன்னா நான் உள்ள அவ்வளோ கஷ்டத்தையும் சொல்லி அழுதுட்டோம்னா மனசு லேசாயிடும் அதனால் அது சொன்னதை நான் காது கொடுத்து கேட்டதுனால அந்த வடிக்குதிரைக்கு அவ்வளோ மகிழ்ச்சி அவ்வளோ சந்தோஷம் எனக்கு என்னால முடிஞ்சு ஒருத்தருடைய கஷ்டத்தை ஒருத்தருடைய துக்கத்தை ஒருத்தருடைய அழுகையை குறைச்சோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் புரியுதா அப்படின்னு ஒன்று குட்டி நீங்கள் என்ன சொல்லுவோம் ஆமாம் நீ கரெக்டாக சொல்லிட்டீங்க நானும் இனிமேல் யார் கஷ்டம்னு வந்தாலோ என்னால் முடிஞ்ச உதவியை நான் அவங்க அவங்க கஷ்டப்பட்டு ஏதாவது சொன்னாங்கன்னா அது காது கொடுத்து கேட்பேன் அப்படின்னு என்ன அப்போ நம்ம என்ன செய்யணும் யார் வந்து கஷ்டம்னு நம்மள சொன்னாலோ அவங்களுக்கு நம்ம ஆறுதல் சொல்லணும் அதே நேரத்தில் அவங்க கஷ்டத்தை நம்ம காடு கொடுத்து கேட்கணும் ஒன்றும் வேண்டாம் காடு கொடுத்து கேட்டாலே அவங்களோட மன வாரம் நீங்கிடும் தன்னோட கஷ்டத்தை சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு அவங்க நினைப்பாங்க இல்லையா அதனால் நம்ம என்ன செய்யணும் யார் வந்து வசப்பட்டாலும் யார் கஷ்டப்பட்டாலும் நம்ம அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் அவங்களோட கஷ்டத்துக்கு நம்ம பங்கு கொள்ளணும் எப்போவுமே நல்ல காரியத்தில் போய் பங்கெடுக்கிறத விட கஷ்ட சுக்கமான காரியங்களில் போய் பங்கெடுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு தெரியவங்களாம் சொல்லுவாங்க அதே மாதிரி இருக்கிறப்போது உதவி விட இல்லாதப்போ உதவி பண்ணுறதுனா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம என்ன சொல்லுவாங்க யாருமே கஷ்டப்பட்டு நின்றாங்கன்னா கஷ்டப்படுற நேரத்தை போய் உதவி செய்கிறோம்னா உண்மையான நண்பர்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி எல்லாரும் என்ன செய்யணும் ஒருத்தர் ஒருத்தர் ஒத்தாசியாக இருக்கணும் யாரையும் யாரையும் கடிந்து பேசப்படாது ஓகேயா நீங்களும் அந்த சிங்க பெரிய சிங்க சொன்ன மாதிரி அன்பா எல்லாத்தையும் இருப்பீங்கல்ல ஓகே அதுதான் இருக்கான் ஓகே இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சுது என்ன நீதி தெரிஞ்சிது அப்படின்னு நீங்கள் மறக்காமல் நம்ம சேனல் எழுதி அனுப்புங்க இந்த கதை உங்களுக்கு கொடுத்துருக்கா இதுக்கு மேலே என்ன பண்ணணும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணணும் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான செலக்ட் பண்ணி செலக்ட் கால் பண்ணணும் நம்ம கொள்ளக்கூடிய எல்லா கதையும் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் ஒரு குட்டி கதையோடு உங்களை சந்திக்க முறை உங்களை உங்கள் அன்பு பாரகி முட்டவரின் கவிச்சண்டல் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாய்